நீ எப்போவுமே என்கிட்ட பேசும்போது நாம் அப்புறமா பேசலாம் பாய்னு சொல்லிடுவேன் நானும் ஏதோ ஒரு வார்த்தைக்காக பாய்னு சொல்லிடுவேன் ஆனால் என்னோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீ எப்போ திரும்ப ஹாய் சொல்லுவேன் எப்போது உன்னோட மெசேஜஸ்லாம் திரும்ப வரும்னு சொல்லிட்டு ஒரு நூறு தடவையே அது என்னோடய மொபைலை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பேன்